அமிதாப் மாமா ஆலமரத்துல இருந்து வருது ஊருக்கே தனி விடுதான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சு பேரையா சொல்லவே இல்ல வெட்டி கருப்பையா நான் தான் மூத்த அண்ணன் பேரலா தெரரா தான் யாருக்கு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என் தம்பியை ஏமாத்தினால அவளை காதலிக்கு ஏமாத்தனு சத்தியம் பண்ண பாரு அதை முடிக்கிற பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும் ஏண்டா இப்படி சுத்தி பாத்துக்கிட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணிடாது